வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டேர்னிங் பேட்டன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டி ஃபைவ் வார்பண்ட் ஃபிஃப்ட் ரெண்டு போர்ஷன்லேயுமே பியூர் silk வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரி கூறும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அச்சப்பண்ணி தருவோங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய கோட் த்ரீ டபுள் ஃபைவ் பாடி ஆஃப் தி சாரி எல்லோ ஒன் ரெட் மிக்ஸ்டு டோனுங்க பலு ஒன் ப்ளவுஸ் ரெட் கலர் ப்ளைன் ப்ளவுஸுங்க டேர்னிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது பல்லு என்ன கலர் வந்திருக்கோ சேம் அதே கலர் பாட்டம் ஆஃப் தி சேரீயில் ஒன் சைட் பார்டர் மாதிரி வந்துருங்க வித் கிராண்ட் டிசைனில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டர்ட் சரி ஒர்க்குங்க இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரீ டெஸ்ட் சரி ஹாஃப் ஐன் சரி நெக்ஸ்ட் சாரி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுங்க பல்லுவன் பிளவுஸ் ஆல்கே க்ரீன் டோன்லேயும் பாடியர் தி ஸேரீ வயலட் அண்ட் பர்ப்பிள் மிக்ஸ்டு டோனில் இருக்குங்க dual tone ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுங்க இந்த சாரீஸ் உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபவ் வரும் வெயிட் பார்த்துட்டிங்கனா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் பாடியில் வந்திருக்க மோட்டிவ் ஆகட்டும் கிராண்ட் ஜரி ஒர்க் ஆகட்டும் அதாவது பாட்டமில் வந்துருக்க ஜரி ஒர்க் ஆகட்டும் இன்னர் லேயருக்கு மட்டும் வராதுங்க மற்றபடிக்கு அது ஃபுல் சேரீக்குமே வர மாதிரி வரும் த்ரீ ஃபிஃப்டி செவன் நெக்ஸ்ட் பல்லுவன் ப்ளவுல்கே கிரீன் டோன்லையும் பாடி ஆஃப் தி சாரீ பீக்காக் ப்ளூலையும் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் செவன் ரூபீஸ் ஒன்லி ஏழாயிரத்தி இரநூறுபாய் மட்டுமே ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்டும் அவைலபிள் இருக்குங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சாரீ த்ரீ பாடி ஆஃப் தி ஸாரீ ப்ளூ அண்ட் ஒயலட் மிக்ஸ்டு டோனுங்க டிவேல் டோன் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா சேம் மெஜந்தா கலர்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டன் டெஸ்டட் ஜரி யோட பாட்டம் ஆஃப் தி சேரீயில் கிராண்டாக ஜரி ஒர்க் வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் ஜரி ஒர்க் எல்லா சாரீக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருது அதே மாதிரி மேக்சிமம் ஆஃப் தி சாரீஸ்க்கு டசல்ஸ் போடலைங்க ஒரு வேலை டசல்ஸ் வேணும் அப்படின்னா அட்ரெஸ் சென்ட் பண்ணும்போது டசல்ஸ் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக டசல்ஸ் போட்டு வச்சு தரோம் 360 blouse, lavender tone Body of the सारी कोड पलून ब्लॉवर टोन व बाडी आफ्तीिम ग्रे डिम ग्रे पोर्शन त्री सिक्सटी सारी कोड नहीं वाट्स पड़ने नई जीरो फोर 9043809562, एयटो नईन फिक्स टू इीटेल्स डिस्क्रिपा आलरे को प्ी पेमेंट मोड्स पाटीना अकोटपे फोनपे गे पेटिमारी आप्शन यूस पीएम पे पेक्स्ट सारी थ्री सिक्सटी वन बाडी आफ दि सारी ब्लू अंडलेट मिक्सड पलवें ब्लौस रायल ब्लू फुल अंड फोल टरी वर्क वर्क पड़ सी ना वीडियो पाकपो थ्री सिक्सटी वन सी को टर्निंग बटन सारी கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ ப் பண்ணும்போதே பண்ணுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்குதுங்க பேஸ்ட் ஆன் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது நெக்ஸ்ட் சாரீ த்ரீ சிக்ஸ்டி டூங்க சேரீ கோட் பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி body of the saree pastel இருக்குதுங்க ஒரு லோட்டஸ் பிங்க் டோன் வருதுங்க த்ரீ சிக்ஸ்டி டூ ஸாரீ கோடு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸாரீ ஏதாவது டேமேஜாக வந்தாவோ இல்ல நீங்கள் புக் பண்ண ஸாரீ இல்லாமல் வேறு சேரீ வந்துச்சுனாவோ நீங்கள் ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது unboxing video make பண்ணுங்கள் unboxing video make பண்ணிவிட்டு damages ஏதாவது தெரிகிற பட்சத்தில் அது கஸ்டமர் கேர் நம்பருக்கு WhatsApp பண்ணி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஸாரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் வயலட் டோனுங்க பாடி ஆஃப் தி ஸாரி மெஹந்தி க்ரீன் டோனில் வருதுங்க த்ரீ சிக்ஸ்டி த்ரீ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சாரியுடைய கோடை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போதும் நிறைய மெசேஜஸ் பண்ண வேண்டாம் சம்டைம்ஸ் நீங்கள் அவைலபிளி கேட்கும்போது அவைலபிள் இருக்குங்க நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேறு யாராவது புக் பண்ணியிருப்பாங்க அதனால் தான் சொல்கிறது ஸாரீயுடைய கோடை அனுப்பிச்சி கொடுத்து புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக வேணும்னா மட்டும் அதையும் சொல்லுங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு என்கொயரி மாதிரி அவைலபிள் இருக்கா என்ன அப்படிங்கிறது மட்டும் கேட்டுக்கோங்க புக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் வாங்குவீங்க அப்படின்னா மட்டும் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் 364 சிக்ஸ்ட்டி ஃபோர் body of the ஆஃப் cement grey சிமெண்ட் கிரே டோன்லேயும் பல்லுவன் பிளவுஸ் அண்ட் டர்னிங் பேட்டனுக்கு மருன் டோன்லையும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சாரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலருங்க கிரே அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பிளாக் தரட் கம்பைன் பண்ணி தான் வியூ பண்ண முடியும் body of the ஸாரி dark violet கலர் உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் புக்கிங் பண்ணதுக்கப்புறமா எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க கஸ்டமர் கேர் நம்பர் டீடெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாரி த்ரீ டபுள் சிக்ஸ் பல்லுவன் ப்ளவுஸ் ஒய்லட் கலர்லையும் பாடியார்தி சாரி மெஹந்தி கிரீன் டோன்லேயும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் டர்னிங் பேட்டர்னில் வர ஃப்ளவர்க்கு மட்டும் சில்வர் டெஸ்ட் சாரி யூஸ் பண்ணியிருக்குங்க த்ரீ டபுள் சிக்ஸ் ஸேரீ கோட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷனல் ஷிப்மண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க சாரி ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ இது சிங்கிள் கலர் சாரி அதாவது பாடி போர்ஷன் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலர் வருதுங்க த்ரீ சிக்ஸ்டி செவன் கலர் ஆஃப் தி சாரி பாத்தீங்கன்னா ரெட் கலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் பல்லூல கோல்டன் டெஸ்டட் சாரியும் பாடி போர்ஷன்லையும் டேர்னிங் பேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டன் டெஸ்ட் சாரியில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க த்ரீ சிக்ஸ்டி செவன் சேரீ கோடுங்க செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் சாரி த்ரீ சிக்ஸ்டி எயிட்டுங்க பல்லுவன் ப்ளவுஸ் மருன் கலர்லேயும் Body பாடி ஆஃப் தி சாரி டார்க் கிரீன் ஷேட்லேயும் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் த்ரீ சிக்ஸ்டி எயிட் சாரீ கோல் எல்லாமே யூனிக் பீசஸ் தான் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குங்கிறனால வேணுங்கிறவங்க ஆன் டைம்ல வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் பீஸ் அகெய்ன் கிடைக்காதுங்க வாட்ஸ்அப் மூலமா புக்கிங் பண்ணிக்கோங்க செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற்கு டேர்னிங் பேட்டர் சாரீஸ் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் கண்டிப்பாக அட்டேச் பண்ணித்தரும் ஏன்னா இது எல்லாமே Pure silk Thank you Thank you for watching